வணக்கம் டெய்லி ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒன்றும் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது பெர்ஃபாமன்ஸ் வீடியோ பார்க்குறோம் இது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு சாட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் கால் வரையிலே நமக்கு ஓகே கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெட் கலர்னால் நமக்கு வந்து செல்க் ஆல் க்ரீன் கலர்னால் பைக் ஆல் ஏன்னா நமக்கு ரெண்டே ட்ரென் தான் இன்னும் வாங்க போகிறோம் இல்லைனா விற்க போகிறோம் இதில் என்ட்ரி எக்ஸிட் கிளியராக நமக்கு கிடச்சிரும் அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன் தேர்ட்டி ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் அந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் உங்களால் ப்ரீமியம் பே பண்ணி வாங்க முடியுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து டார்கெட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட நமக்கு ஃபஸ்ட் டார்கட் இருக்குது செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் கீழே இருக்க லைன்ஸ் அது மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இது டெய்லி என்ன பண்ணுன்னா மார்க்கெட் எந்த சைடு போகுதோ மார்க்கெட் இப்போ கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் அதே இப்போ மார்க்கட் மேலே போகுது அப்படின்னா அப்பர் சைட் பிரேக்கவுட் ஆச்சுன்னா பை கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து மார்க்கெட்னுடைய அப்படியே அந்த கேண்டல்னுடைய மூமெண்ட்டோடே போயிட்டே இருக்கும் பிரேக் அவுட் ஆகும்போது கால்ஸ்ஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகும் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான டிசைன் பண்ணி நம்ம கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்க சென்ட் பண்ணுறோம் நமக்கு இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆனது நல்ல ஒரு பீரிஷ் மொமெண்டம் கால் கால் கால் 4 கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபோர் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாரட் கிட்டக்க வந்துச்சு ஃபிஃப்த் கேண்டில் தான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாரெட்டை ப்ரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பீரிஷ் மொமெண்டமில் தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு ஸோ அதில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் 39500 நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் டூ நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஃபைவ் கே ஃபர்ஸ்ட்டு கேண்டில் மட்டும் பாருங்கள் 350 ஃபிஃப்டி வந்து நமக்கு போயிருக்கு ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சார்ட்டு பார்த்துட்டு அதில் வர்ற கால்ஸ் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்ற மாதிரி வந்துடும் இல்லைனா ஃபியூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ட்ரி எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை வச்சு எடுத்துகிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ப்ரிஷ் மொமெண்டமில் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் நமக்கு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா உங்களால் இன்ட்ர்டே பண்ணுறக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருக்கும் இதை வச்சு உங்களுடைய இன்ட்ர்டே பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்